நபி சொவல்லா அலுவஸ்லம் அவர்களிடம் ஒரு பெண் வந்தார் இறை உங்கள் பேச்சை ஆண்களே வந்து கேட்டுச் செல்கின்றனர் உங்களிடம் எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்குங்கள் அன்று நாங்கள் உங்கள் சபைக்கு வருகிறோம் அல்லஹ் உங்களுக்கு கற்று எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறினார் இன்ன நாளில் நீங்கள் ஒன்று போடுங்கள் என்று நபிசுவல்லா அலையூஸ்லம் அவர்கள் கூறினார்கள் உடனே பெண்கள் அந்நாளில் ஒன்று போடினர் அவர்களிடம் வந்த நபிஸ்வல்லா அலிவுஸ்லம் அவர்கள் அல்லாஹ் தம்மிடம் கூறியவற்றை கூறினார்கள் பின்பு உங்களில் ஒரு பெண் மூன்று குழந்தைகளை முற்படுத்தி வைத்திருந்தால் மரணித்திருந்தால் அவர்கள் அப்பெண்ணை நரகை விட்டும் தடுக்கும் திரையாக திகழ்வார் என்று நபீஸ்லதா அலிவிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது ஒரு பெண் இரண்டு குழந்தைகள் இறந்திருந்தால் அதற்கு இரண்டு குழந்தைகள் இறந்திருந்தாலும் சரியே என்று நபீஸ்லதா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு